அடிஷன் பார்த்தாச்சு சப்ராக்ஷன் பார்த்தாச்சு மல்டிப்ளிகேஷனும் பார்த்தாச்சு சாதாரண நம்பரை எப்படி நம்ம ஃபைன் பண்ணுவோம் இந்த ஆப்ரேஷன்லாம் இப்போ அதே மாதிரி ஃபோர்த் இருந்து டிவிஷன் பார்க்க போகிறோம் ரெண்டு காம்ப்ளக்ஸ் நம்பரை எடுத்து எப்படி டிவைட் பண்ணுறது அதுக்கு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் முதல்ல எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு இசட் ஒன் இப்போதும் போல் இசட் ஒன்னு எடுத்துக்கணும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எதுவும் சம்திங் காம்ப்ளெக்ஸ் நம்பர் டூ ப்ளஸ் செவன் ஐ ஈஸியாகவே போவோம் அடுத்தது கொஞ்சம் கஷ்டமாக போயிக்கலாம் இசட் டூ இசட் டூ எடுத்துக்கிறேன் ஒன் 3i. த்ரீ ஐகேவா சிம்பிளாக எடுத்திருக்கேன் இசட் ஒன்னுங்கிறது டூ ப்ளஸ் செவன் ஐன் எடுத்திருக்கேன் இசட் டூங்கிறது ஒன் ப்ளஸ் த்ரீ ஐ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம் டிவிஷன்னா எப்படி பண்ணுறதுன்னு நல்லா கவனிச்சுக்கோங்க இசட் ஒன் டிவைட் பை இசட் டூ டிவைட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சப்ஷூட் பண்ணுங்கள் இசட் ஒன்னோட மதிப்பு என்னென்னா 2 ப்ளஸ் செவன் ஐ டிவைட் பை ஒன் ஓகேவா வேல்யூஸை கொண்டு வந்து சப்ஸ்ட்ரியூட் பண்ணியிருக்கேன் எப்படி இது டிவைட் பண்ணுறது கீழே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை நல்லா பார்த்துக்கோங்க ஒன் ப்ளஸ் த்ரீ ஆல்ரெடி உங்களுக்கு காஞ்சிகேட் அதாவது நெகட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட காஞ்சுகேட் கண்டுபிடிக்கணும் காஞ்சுகேட்டுங்கிறது என்னென்னா நத்திங் பட் இமேஜினரி பார்ட்டோட சைனை சேஞ்ச் பண்ணணும் இல்லையா இங்கே ஒன் இதோட காஞ்சிகேட் என்ன வரும்னா ஒன் மைனஸ் ஓகேவா மேலே உள்ள நியூமரேட்டரை அப்படியே வச்சுக்க போகிறோம் டூ ப்ளஸ் செவன் ஐ அப்படியே வச்சுக்கோங்க கீழே இங்கே இருக்கிற டினாமினேட்டர் அதையும் அப்படியே வச்சுக்கோங்க ஒன் ப்ளஸ் த்ரீ ஐ அதே வச்சுட்டு இப்போ காஞ்சிகேட் எடுத்து மேலேங்கிழையும் மல்டிப்ளை பண்ணணும் ஒன் ப்ளஸ் த்ரீ ஐ இதோட காஞ்சிகேட் காஞ்சிகேட்டுங்கிறது நெகட்டிவ் மாதிரி இமேஜினரி பார்ட்டோட குறியை மட்டும் மாற்றணும் அப்போ ஒன் ப்ளஸ் த்ரீ 1 மைனஸ் த்ரீ ஐ போத் நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும் கீழே இருக்கிற டெனாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும் இதுதான் டிவிஷனோட ரூல் கீழே என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கோ அதுக்கு காஞ்சிகேட் எடுத்து மேலே கீழையும் மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இப்போ இங்கே இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளிகேஷன் ரூலும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதுபடி ஃபாலோ பண்ணணும் கீழே மல்டிப்ளை பண்ணுறது சிம்பிளாக ஃபார்முலாவை வேணாலும் யூஸ் பண்ணி போட்டடலாம் சரியா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பாருங்க இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபார்முலா சொல்லித்தரேன் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது A ப்ளஸ் ஐபி இது ஒரு காம்ப்ளக்ஸ் நம்பரா வச்சுப்போம் அதே மாதிரி ஏ IB ஐபி அதோட காஞ்சிகேட் ப்ளஸ்ஸை வந்து மைனஸாக மாற்றினா காஞ்சிகேட் இது ரெண்டுத்தையும் பெருக்கிறதுக்குள்ள ஃபார்முலா என்னென்னா நீங்கள் ஒவ்வொன்றாவும் பெருக்கிட்டு இருக்க இந்த ஃபார்முலா இந்த இடத்துல அப்ளை பண்ணிடலாம் ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் இதுதான் ஃபார்முலா a ப்ளஸ் ஐபி இன்ட்டு ஏ மைனஸ் ஐபின்னா ஐ வந்துச்சுன்னா ப்ளஸ் வரும் I, இல்லாமல் இருந்துச்சுன்னா ஆர்டினரி ஃபார்முலா நம்ம ஏற்கனவே படித்தது அதை அல்ஜிப்ரோவில் பார்த்துக்கலாம் இப்போ ஏ ப்ளஸ் ஐபியையும் ஏ மைனஸ் ஐபிஐயையும் பெருக்கினால் ஃபார்முலாப்படி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு போட்டுக்கணும் இந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா இங்கே ஒன் ப்ளஸ் த்ரீ ஐயும் ஒன் மைனஸ் த்ரீ ஐயையும் மல்டிப்ளை பண்ண ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணி பாருங்க இங்கே ஏ ப்ளஸ் ஐபின் இருக்குது ஏக்கு பதிலாக இந்த இடத்துல ஒன் இருக்குது பிக்கு பதிலாக இந்த இடத்துல த்ரீ இருக்குது அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இங்கே இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ நான் என்ன செய்ய போகிறேன் இந்த ஃபார்ம்லாவை அப்ளை பண்ண போகிறேன் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் கீழே டினாமினேட்டரில் என்ன போட்டுக்கிறேன்னா ஒன் இன்ட்டு அதாவது ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எந்த சைனையும் நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது பியை போதும் ப்ளஸ்ஸில் தான் எடுத்துக்கணும் ப்ளஸ்ஸும் மைனஸும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கக்கூடாது என்ன இருக்குது த்ரீ அது இங்கே ஒரு இடத்துல ப்ளஸ்ஸில் இருக்கும் ஒரு இடத்துல மைனஸில் இருக்கும் அதனால் பியோட வேல்யூ எப்படி இருந்தாலும் த்ரீ பாசிட்டிவாக மட்டும்தான் எடுக்கணும் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் போட்டுக்கிட்டு த்ரீ ஸ்கொயர்னு போட்டுடணும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஒன்று ஒன்றா பெருக்க வேண்டாம் டேரக்டாக அந்த ஃபார்ம்ல அப்ளை பண்ணி இங்கே போட்டாச்சு இப்போ மேலே இருக்கிற நியூமரேட்டரில் தான் பெருக்கணும் மல்டிப்ளிகேஷன் ரூல் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன் ரியல் பார்ட்டை எடுத்துகிட்டு போய் ஒரு ஒரு நம்பர் கூடையும் மல்டிப்ளை பண்ணணும் இங்கே ரியல் பார்ட்டுங்கிறது ஒன்று ஒன் எடுத்துகிட்டு போய் இந்த ரெண்டு டேர்ம் கூடையும் பெருக்க போகிறோம் சரியா இங்கே இதுவும் தான் அப்போ வந்து தான் வரும் ஒன் டூ சார் அப்போ டூ 2, டூ ஃபஸ்ட்டு டேம் கண்டுபிடிச்சாச்சு அடுத்த இந்த 2 டூவை கொண்டு போய் செகண்ட் இமேஜினரி பார்ட் கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம் இங்கே ப்ளஸ்ஸுருக்கு இங்கே மைனஸுருக்குது மல்டிப்ளை பொறுத்தவரையும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஒரு குறி மைனஸாக இருந்தா, என்ன தான் வரும்னா மைனஸ் தான் வரும் அப்போ 2 இன்ட்டு த்ரீ ஐனா மைனஸ் டூ த்ரீ சார் சிக்ஸ் ஓகேவா மைனஸ் சிக்ஸ் ஐ இந்த டூவை கொண்டு வந்து இது ரெண்டு துக்கூடையும் பெருக்கியாச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணணும் செவன் ஐய கொண்டு வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணணும் இங்கே ப்ளஸ் செவன் ஐன்றுிருக்கு இங்கே ஒன்று இதுவும் தான் இதுவும் தான் வந்து தான் செவன் கூட ஒன்றை மல்டிப்ளை பண்ணால் செவன் ஐ ஓகேவா ஃபஸ்ட்டு டேர்மை பண்ணிட்டோம் இப்போ அடுத்த டேம்மை மல்டிப்ளை பண்ணணும் இது இது செவன் த்ரீ சார் செவன் த்ரீ சார் i வந்து I, i square மைனஸ் ட்வெண்ட்டி ஒன் ஐ ஸ்கொயர் ஓகேவா நியூமரேட்டரில் பெருக்கிறப்ப தான் நாலு டேம் வரும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெண்டு நம்பரையும் பெருக்கணும்னா நாலு டேம் கரெக்டாக ஆர்டர் படி எழுதிக்குது அதேமாதிரி சிம்பிள்வே பண்ணுவோம் இந்த 2 அப்படியே வச்சுப்போம் மைனஸ் சிக்ஸ் ஐ ப்ளஸ் செவன் ஐ மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சிடுச்சு இப்போ அடிஷனில் வந்துட்டு வெவ்வேறு குறியாக இருக்குது அடிஷனை பொறுத்தவரையும் வெவ்வேறு குறியாக இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட குறியை எடுத்துக்கணும் இது ப்ளஸ் செவன் இது மைனஸ் சிக்ஸ் செவன் ஐயில் சிக்ஸ் ஐ போயிடுச்சின்னா வெறும் ஒரு ஐனு வரும் பெரிய நம்பரோட குறி ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ் ஐ செவனில் சிக்ஸ் போயிடுச்சுன்னா ஐ ஓகேவா இப்போ லாஸ்ட்டு டம்மா சிம்பிளிஃபை பண்ணிப்போம் மைனஸ் டுவெண்ட்டி ஒன்னுங்கிறத அப்படியே வச்சுக்கோங்க இன்ட்டு ஐஸ்கொயர்ட் மதிப்பு என்னன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி மைனஸ் ஒன் ஐஸ்கொயர்டோட மதிப்பு மைனஸ் ஒன் டிவைடட் பை ஒன் ஸ்கொயர் ஒன்று ஒன் ஸ்கொயர்னால் என்ன நடத்தோம்னா ஒன்று ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணுவோம் ஒன் 1. ஒன் அப்போ இதோட மதிப்பும் 1 ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் 3 ஸ்கொயரோட மதிப்பு நைன் த்ரீ 3 சார் நயன் ஓகேவா 1 ப்ளஸ் நைன் இப்போ சிம்ப்ளை பண்ணுவோம் 2 ப்ளஸ் ஐ இங்கே பாருங்கள் ப்ராக்கெட்டு ஒன்றால் மல்டிப்ளை பண்ணுறப்ப அதே நம்பர் தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாக மாறிடும் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஒன் ஓகேவா 21 ஒன் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் நைன் டென் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா டென்னு கிடைக்கிது இப்போ இன்னும் சிம்பிளிஃபை பண்ணும் ஒன்று ப்ளஸ் ட்வெண்ட்டி ஒன் இருக்குது ப்ளஸ் டூ இருக்குது அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிப்போம் டூ ப்ளஸ் ஆட் பண்ணால் என்ன வரும்னா ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஓகேவா காமனாக இருக்கட்டும் நேற்று பிரிச்சுப்போம் அப்போ டுவெண்ட்டி த்ரீ ஐ டிவைட் பை டென் இதுதான் ரியல் பார்ட்டு அது இமேஜினரி பார்ட் part ரியல் பார்ட்டுங்கிறது by 10, பை டென் இமேஜினரி பார்ட்டுங்கிறது ஒன் பை டென் ஐயை விட்டுட்டு இமேஜினரி பார்ட்டுக்கு சொல்லணும் எப்படி ரெண்டு காம்ப்ளக்ஸ் நம்பர்ஸை எடுத்து டிவைட் பண்ணுறது conjugate காஞ்சிகேட் எடுக்க தெரியணும் காஞ்சிகேட்டுங்கிறது நெகட்டிவ் ஓகேவா கீழே என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு காஞ்சிகேட் கண்டுபிடிச்சி போத் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணும்பொழுது கீழ ஒரு ஒரு டர்மாக மல்டிப்ளை பண்ண வேணா டேரெக்டாக இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கலாம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஏங்கிறதோட வேல்யூ ஒன்று த்ரீ பிங்கிறதோட வேல்யூ த்ரீ அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் அதாவது ஏங்கிறது ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் பிங்கிறது ஸ்கொயர் வேல்யூ ஃபைன் பண்ணிவிட்டோம் நைன் இதோட ஸ்கொயர் வேல்யூ ஒன்று ஒன் ஸ்கொயர்னால் மேலே உள்ள வேல்யூ ஒவ்வொன்றத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம் அப்புறம் ஒரே சைனாக இருந்தால் ஆட் பண்ணிக்கணும் வெவ்வேறு குறியாக இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட குறியை எடுத்துக்கணும் ப்ளஸ் ஐ பண்ணி கொண்டு கண்டு கண்டுபிடிச்சாச்சு ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை எடுத்து ஆட் பண்ணாலும் கிடைக்கிறது காம்ப்ளக்ஸ் நம்பர் சப்ராக்ட் பண்ணாலும் காம்ப்ளக்ஸ் நம்பர்ஸ் தான் அடுத்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எது பண்ணாலும் லாஸ்ட்டாக கிடைக்க போகிற நம்பர்ஸ் வந்து நமக்கு ஒரு காம்ப்ளக்ஸ் நம்பர் சரியா இது இந்த டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்தது நாளைத்தையும் பார்த்துட்டோம் இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் டவுட்டை நான் வந்து கிளியர் பண்ணுறேன் சரியா அப்புறம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு சொல்லியிருந்தேன் ஒரு டிப் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு ஓகேவா அது என்ன ட்ரிக்குங்கிறத இப்போ பார்ப்போம் மல்டிப்ளிகேஷனில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பாருங்கள் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் எப்படி ஃபைன் பண்ணுறது சாதாரண ஃபைவ் ஸ்கொயர் எண்டு வித்து 5 டூ டிஜிட் நம்பராக இருக்கணும் ஓகேவா 5. ஸ்கொயர்டுனா உங்களுக்கு தெரியும் ஃபைவ் ஸ்கொயர்டுனா என்ன அர்த்தம் ஃபைவ் இன்ட்டு ஃபைவுன்னு அர்த்தம் மல்டிப்ளை பண்ணுனால் ட்வெண்ட்டி இது ஈஸியாக இருக்குது போட்டுட்டிங்க சரியா இதே மாதிரி டூ டிஜிட் நம்பர்ஸில் ஃபிஃப்டீன் ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் லாஸ்ட்டாக முடிகிறது தான் முடியணும் ஒரு ஷார்டட் மெத்தட் மல்ட்டிப்ளை பண்ணுறதுக்கு இதை தெரிஞ்சுப்போம் முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இதே மாதிரி நம்பர்ஸ் போகுது இதோட ஸ்கொயர்டை எப்படி கண்டுபிடிக்கிறது நல்லா பார்த்துக்கன்னா எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் 35. ஃபைவ் இந்த தேர்ட்டி ஃபைவுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறேன் எப்படி ஃபைன் பண்ணுறேன்னு பாருங்கள் ஒரே ஸ்டெப்லேயே கண்டுபிடிச்சலாம் தேர்ட்டி ஃபைவுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம் ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம் தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு தேர்ட்டி ஃபைவ் கீழ மாதிரி தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவு மல்ட்டிப்ளை பாருங்கள் ஓகேவா ஷார்டட் மெத்தட் பார்த்துக்கோங்க நல்லா கவனிங்க இந்த ஃபைவ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அப்படியே எழுதுகிற வேண்டியது 5 ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் இல்லையா ஐயஞ்சு இருபத்தஞ்சு ஓகேவா இங்கே த்ரீ இருக்குது இந்த 3 கூட ஒன்றை ஆட் பண்ணிக்குங்க 4 ஓகேவா இந்த ஐயும் இந்த த்ரீயையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஃபோர் த்ரீ சார் டுவெல் இதுதான் ஷார்ட் கட் மெத்தட் டூ டிஜிட் நம்பர் எண்டு வித்து ஃபைவாக இருந்துச்சுன்னா இப்படி ஷார்ட் கட் மெத்தடில் மல்டிப்ளை பண்ணிடலாம் ஃபைவ் ஃபைவ் இந்த 3 கூட ஒன்னை தான் ஆட் பண்ணுங்க இந்த ரெண்டு நம்பருமே சேமாக தான் இருக்கும் இல்லையா சேம் நம்பராக இருக்கும் ஸ்கொயர்டுனா அப்போ கீழே மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன பண்ணணும் இது கூட ஒன் ஆட் பண்ணி ஃபோர்னு எடுத்துக்கணும் 4 த்ரீ சார் டுவெல் டேரெக்டாக ஆன்சர் வந்துடும் நீங்கள் வேணால் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி செவன்ட்டி 75, ஃபைவ் மல்ட்டிப்ளை பண்ண போகிறோம் செவன்ட்டி ஃபைவ் ஸ்கொயர்டு கஷ்டப்பட வேணாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் 25, ஃபைஸாக என்ன நம்பர் இருக்குது செவன் இருக்குது செவன் கூட ஒன்றை ஆட் பண்ணிக்கோங்க 8, எயிட் செவன்ஸாக ஃபிஃப்டி சிக்ஸ் டைரெக்டாக போகலாம் மல்டிப்ளிகேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் இதே மாதிரி 25, 25 ட்வெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ட்வெண்ட்டி பண்ண போகிறோம் ஃபைவ் ஃபைஸாக இங்கே கீழே என்ன இருக்கு 2 இருக்கு 2 ஒன் ஆட் பண்ணிங்கன்னா த்ரீ த்ரீ 3 3 சிக்ஸ் சிக்ஸ் 6 625 இது வந்து 5 ஸ்கொயர்ட் அதாவது end with 5 2 டிஜிட் நம்பராக இருந்துச்சுன்னா இந்த ட்ரிக்கை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இதே மாதிரி நைன்ட்டி ஃபைவ் வரையும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் டு டு 25 ஃபைவ் ஸ்கொயர் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபிஃப்ட்டி ஃபைவ் சிக்ஸ்ட்டி ஃபைவ் செவென்ட்டி இந்த நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த ஷார்ட் கட் மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வேல்யூ ஃபைன் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி உங்களுடைய கமெண்ட்டை எனக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கிறேன் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை ரெக்டிஃபை பண்ணுறேன் நான்